தாவரங்களின் வேறுபாடுகளை குழந்தைகளிடம் விவரிப்பதால் அவர்களுக்கு செடிகள் பற்றி படிப்பது சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பூவையும் மரத்தையும் காட்டி இவை இரண்டும் தாவரங்கள்தான் ஆனால் என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம் குழந்தை பூ சின்னதா இருக்கு மரம் பெருசா இருக்கு என்று பதில் கூறலாம் பூவின் தண்டு வழவெழுப்பா இருக்கு மரத்தின் தண்டுசரப்பா இருக்கு என்று நீங்கள் சொல்லலாம் குழந்தையும் இருக்கு மரம் பச்சையா இருக்கு என்று சொல்லலாம் இந்த உரையாடல் குழந்தை தாவரங்களின் பல்வேறு பண்புகள் பற்றி படிப்பதற்கு உதவியாக இருக்கும்